சமைக்க போகிறது சீதாளங்கறி அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஐட்டம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம சோக் பண்ணிடணும் ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே ஸோ அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுக்கிறேன்னா கடலைப்பருப்பு ஒரு கப் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் எல்லாமே சேம் அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ கடலைப்பருப்பு ஒரு கப் போடுறேன் அதே கப்பில் பாசிப்பருப்பும் நான் ஒரு கப் போடுறேன் பாசி பருப்பு ஒரு கப் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு கப் எல்லாம் சேம் மெஷர்மெண்டில் போடுறேன் போட்டுட்டு இதை நம்ம த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் சோக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது சாஃப்டா ஸோ நான் இது இப்போ வாட்டரில் சோக் பண்ணிக்க போகிறேன் காலையில் நம்ம ஊற வச்சோம் ஃபோர் ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தோம் மூணு பருப்பும் சேம் ஈக்குவன் குவான்டிட்டியில் ஸோ அந்த மூணு பருப்பையும் நான் இப்போ வந்து அரைக்க போகிறேன் மிக்சியில் சும்மா இது ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இதுவும் கோரஸாக தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இது கூட என்னென்ன சேர்த்துக்கணுன்னா கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் டிபெண்ட்ஸ் த குவான்ட்டியை பார்த்துட்டு அதுக்களவாக நீங்கள் ஆட் பண்ணிக்க கொஞ்சம் ஜிஞ்சர் போடுங்க ஸ்மால் ஒன் இன்ச் ஆஃப் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் போட்டிங்கன்னா ஏன்னா இது எல்லாமே பருப்புக்கு இதையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சது வந்து இங்க ரெடியா இருக்கு பாயில் ஆன பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் இப்போ நான் இட்லி பிளேட்டில் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் தடவிட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகி அந்த பபுல்ஸ் வந்துட்ருக்கணும் அந்த டைமில் இப்போ நான் அரைச்சி வச்சேனில் அந்த விழுதை வந்து இப்படி நாம் இது பண்ணிவிட்டு இது மேலே வைக்கிறோம் ஏன் நான் பாயில் ஆனதுக்கப்புறம் வையுங்கன்னு சொல்கிறேன்னா இதில் இருக்கிறது மேபி அந்த வாட்டரி கண்ட் உள்ளே இறங்கிடக்கூடாது அந்த பர்பஸ்க்காக நம்ம நல்லா தண்ணி கொதிச்சு உடனே இதை வச்சிங்கன்னா அதை அப்படியே உடனே வேக ஆரம்பிச்சிரும் அந்த காரணத்துக்காக தான் நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வைக்கிறோம் இப்போ நல்லா ஆவி வருது இந்த டைமில் நான் இங்கே இருக்கிற அந்த பால்ஸை வந்து எடுத்து ஒரு ஒரு பாலாக ஒரு ஒரு இதில் வைக்கிறேன் தடவி இருக்கேன் நான் அந்த பிளேட்டில் அதில் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ஒரு இதுலேயும் வச்சிட வேண்டியது இது வச்சதுக்கப்புறம் நீங்கள் நியர்லி ஃபிஃப்டீன் 20 மினிட்ஸ் இது பாயில் ஆகணும் ஏன்னா இது பருப்பு நார்மல் ரைஸ் இல்லை நம்ம இட்லி வேக வைக்கல பருப்புங்கிறனால இது இட் டேக்ஸ் டைம் கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை பாயில் பண்ணணும் இதை பாயில் பண்ணதுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சிட்டு உதிர்த்து அப்படியே தாளிக்க போகிறோம் உப்மா மாதிரி அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிளஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லா விதமான உப்புமாவும் செஞ்சிருப்போம் இது ஒரு டிஃப்ரெண்டான உப்மா அண்ட் ஹெல்தியர் உப்மா ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி பாயில் ஆயிட்டு இருக்குது இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம விடுவோம் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிருக்கு பார்த்தாலும் எனக்கு தெரியும் ஸ்மெல்லும் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வடை மாதிரி ஒரு ஃப்ளேவர் நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதை நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அது கூலானதுக்கப்புறம் அதை நம்ம பொடிச்சிட்டு உப்பு மாதிரி தாளிக்க போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு வேக வச்சு எடுத்ததை காமித்தேன் இல்லையா ஸோ வேக வச்சு எடுத்ததை ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி உங்களுக்கு பவுடர் மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கையில் இப்படி நீங்கள் அந்த பால்ஸ் பால்ஸாக நம்ம வேக வச்சதை நீங்கள் உதித்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அழகாக கிடச்சிரும் உங்களுக்கு இதை நான் இப்போ எப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கடாய அடப்பில் நான் வச்சுட்டு இதில் நல்லா நான் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அதுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நார்மல் நீங்க அதெல்லாம் போடுறத விட இது போடும் போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் பிளஸ் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் ஸ்மெல்லியா தாளிக்கிறதுக்கு என்ன ஆனோடனே கொஞ்சமா கடுகு போடுறேன் நான் கடுகு வெடித்த உடனே இதுல கடல் பருப்பு சேர்க்கிறேன் அதே மாதிரி உளுத்தப்பருப்பும் ஆல்டி நம்ம அரைக்கும் போது கூட இஞ்சி சேர்த்துக்கிட்டோம் அதே மாதிரி இதுல கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் நல்லா கலர் ஆகிட்டு பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு இப்ப கொஞ்சம் காய்ச்சப்படலாம் நம்ம வந்து காஞ்ச மிளகா அரைக்கும் போட்டு சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் நமக்கு இங்கே காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட காரம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இதுல கொஞ்சம் கறிலையும் போடுவேன் இப்போ இப்ப நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும் பருப்பு இப்போ இதை பொடிச்சு வச்ச கலவையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல குறைவா தெரிஞ்சது சோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுறேன் நல்லா சால்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கடல்லன போடுங்க சாக்லேட்லஸ் பண்ணினா இது கொஞ்சம் dryயா இருக்கறக்கான சான்சஸ் இருக்கு சோ நல்ல அந்த கன்சிஸ்டன்சி fik-ஆ இருக்கற oil சேTும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கிரேட்டட் கோко넛 வெச்சிருக்கேனா அத கொஞ்சமா மேல ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு just very little bit ஒரு ஸ்பூன் கோко넛 பவுடர் தான். ஸ்டாப் பண்ணிட जस्ट இத ஒரு கல